விடுக்கான ஸ்பீட் ரன் ஆமாங்க ஐஸ் ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறோம் ப்ரோ ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்பீட் ரெண்டு அப்புறம் சொல்ட் கப்ரம் பண்ணுவோம் சொல்ட் அப்புறம் பண்ணுவோம் நிறுத்துங்க நிறுத்துங்க ஓகே ஓகே ஓகே நம்ம கூட எப்பவுமே கேம்ப்ராக அவர் நம்ம தம்பி தான் ஓகே நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஸ்பீட் ரன் வந்து கடைசியாக தேர்ட்டி செகண்ட்ஸ் இப்போ வந்து சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிக்ஸ் மினிட்க்க அப்புறம் அடுத்த தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைட் நடக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த ஃபைட்டை ஜெயிக்கிறவங்க தான் வேறு எதுவும் இல்லை ஸ்பீட் ரன்னோடு வின்னர் ஓகேவா அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்று சொல்ல என் ஸ்கின்னும் என்னோடய ஆர்டிஎக்ஸாக நல்லா இதுதான் சொல்லுங்கள் வெயிட்ருங்க ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து ப்ரோப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா நான் வேறு பக்கப்போகிறேன் நீங்கள் நினச்ச ஓகேவா நான் அப்புறமா வேறு எதுக்கெல்லாம் சந்திக்கலாம் ஓகே ஓ குடெல்லாம் சூப்பராகுது இந்த ஆர்டிஎக்ஸ் வேணான்னா அப்புறமா ஒரு வீடியோ போடுற நெக்ஸ்ட் பண்ணுங்க நான் லைவ் போட முடியல ஏன்னா லைவ் டைமில் வந்து நான் ஒரு டெம்பிள் போக வேண்டியது இருக்குது அதனால் வந்து லைவ் வந்து நம்ம போட முடியாது நல்லா பீசின் எடுத்து போயிட்டு வந்து லைவாக போட போகிறேன் சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி பண்ண போகிறோம் மைண்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி டைட்டில் இப்போயும் சொல்லட்டா இல்லை டைட்டல் அன்னைக்கு வரும்போது நீங்கள் பார்க்கலாம் சண்ட ஒரு மிஸ்டேக் கூட பேசு அடுத்த ட்ரை பண்ணா கூட பேச ட்ரை பண்ணுறேன் என் கூட பேசணா டிஸ்கிரிப் டாப் ஸ்டூன் கொடுக்குறேன் கூட டாப் பண்ண அதான் லைவ்ல மாட்டேன்னா நிறையா எல்லாம் ஒரே ஊட்டு மாதிரி தான் தெரியும் ஏன்னா நம்ம தான் பார்த்தோம் ஓகே சிவப்பு ஓகே வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வீடியோ பண்ணியிருந்தேன்னா கேம் ப்ரோப் வந்து பிடிக்கலாம் அதனால வந்து நம்ம வந்து நார்மல் ஆர்டிக்ஸ் அவ்வளோ பேசிவிட்டு நம்மளுக்கு ஆர்டிக்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு முடிஞ்சாலும் போயிட்டு கீரை போயிடலாம் எவ்வளோ அடிஞ்சு I love it then. காப்படு சொல்கிற சர்வா இல்லை ரேஷன் இல்லை நீங்கள் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு அடி வந்துடும் ஓகே காஷ் மறக்காமல் என் சப்ஸ்கிரைப் பண்ணுறான் அக்கத்துல அதில் பெல் பட்டன் அனுப்பி அழுது ஒம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ சொல்கிறேன்னு என்ன பண்ணுறது ஓகே ஆகாஷ் கேமிங் சரி ஆகாஷ் ஏன் கூட தினம் விளையாடுறாரு அவர் ஒரு புதுசாக யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு அவரோட டிஸ்கிரிப் எல்லாம் கொடுத்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு ஏழாவது கொஞ்சம் கொஞ்சம் அடிதான் குடு குடல்ல சாப்பல அப்படின போட்டுறேன் லாக் மாட்ட ஆப்கே கேப்போம் ஒரு தடவை லாக் ஓகே 11 நிமிஷம் ஆயிச்சு சரி சரி வாங்கலாம் நம்ம 30 நிமிஷம் மெச்சலாம் வா இப்போ 11 ஆயிடுச்சுனா வேஸ்ட் வேஸ்ட் சரி 30 நிமிஷம் யோளனார் முடிதென் பாக்கலாம் இதுயாச்சுனா வாட்ச் டைம் பண்ணுங்க அபிரம் நான் ஒரு டார்கெட் சொல்றேன் என்ன டார்கெட்னா தேர்ட்டி ஃபைவ் பிசீஜர் பார்த்தாலே போதும் அப்புறம் டொண்ட்டி நைன் சப்ஸ்க்ரைபர் தேவா ஆ ஓகே எவ்வளோ ஆரோக்கியம் ஓகே சூப்பர் நம்ம கேப் சிஸ்டம் கிடைக்கி சாபிஸ் இருக்காதுன்னா இது வந்து மைக் கிராஃப்ட்லேருந்து கேப் சிஸ்டம் அப்டேட் உங்களுக்கே தெரியும் நிறையா கேப் சிஸ்டம் வேறு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பதினோரா அடி வரைக்கும் ஒரு முடிஞ்ச யாக்கல அடக்கினா ச்ச ச்ச ச்ச டே ச்ச ச்ச ச்ச போசி போசி போசி போசி போசி ச்ச ச்ச ச்ச போசி சாவர் சாவர் சாவர் சாவர் சாவர் சண்டா புரியு புரியு என்ன ይችላል படபடன்னு அடிக்கு ப்ரோ என்னடா குத்துற ஓ ஓ குத்துவா சிட்டரி டوري ஹலோ கே பாக்க ஹலோ கே எப்படி போனும் மேலே அந்த கோல் கட்சி फ्रेंड्स レッド ஸ்டோன் எடுக்காது நினைக்கிறேன் レッド ஸ்டோனா கிடைக்குதா இல்லையா ஐயர் பிக்க கோல்டா இருக்கமோ எது கோல்டு அதிகமா இருக்கும் சிமர் போயிடலாமா இது போல் தெரியும் あ、で、<音楽> அது நினைச்சேன். பயே செตร செตร செตร செตร கேம் ஓவர். மை ஃப்ரெண்ட்ஸ் இங்கடா கேம் முடிச்சிரேன். ஒரே அடியா முடிஞ்சிச்சு கேம் ப்ரோவின். அநியாயத்துக்கு மோசமா போறது. நாம சொல்லலாம். பத்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கறத. லைக் பண்ணுங்க.